ஹெர்கலேஸ் ஒரு விஷயத்தை சேர்த்து அந்த விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் வெக்கத்தையும் எனக்கு ஏற்படுத்தியது அபு சொல்றாங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க என்னோடு வந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அழைக்க சொன்னார்கள் அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் அழைத்தார்கள் உடனே ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் மன்னர் ஹெர்கலேஸ் அழைத்தார் அழைத்து அந்த மொழிபெயர்ப்பாரிடத்தில் சொன்னார் நான் இப்போ முஹமது சல்லாசம் அவங்களை பற்றி இந்த அபு சுஃபியான் அவர்களிடத்தில் சில கேள்விகளை நான் கேட்க போறேன் நான் கேட்கிற கேள்விகளுக்கு அபு சூஃபியான் அவங்க பொய் சொன்னா இவர் பொய் சொல்றாரு இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க நண்பர்கள்ட நீங்க சொல்லுங்கன்ட்டு அந்த மொழிபெயர்ப்பாளரிடத்துல மன்னர் ஹிருக்கல் சொல்றாங்க அந்த மொழிபெயர்ப்பாளரும் கூட வந்து நண்பர்கள்ட சொல்லிடுறாங்க சொல்லிட்டு மன்னர் ஹிருக்கல் தன்னுடைய கேள்வி ஆரம்பிக்கிறாங்க அபுசுஃபியான்